என் இனிய உலகத் தமிழ் மக்களே வாராகி ஸ்ரீ ஹரி ஓம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அகாடமி வாராகி ஸ்ரீ வைலுமுருகன் அன்னகிரியார் வாரியார் ஜோஜின நிலையம் மற்றும் ஏஆர்ஆர்எஸ் ஜோ இஜட்டிவி இந்த யூடியூப் சேனலில் இணைந்து நடத்தும் ஏஆர்ஆர்எஸ் ஜோ இஜட்டிவி நேயர்களே வாசர்களே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோ லட்சியவர்கீழ் சோப்பு கல்லரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஞானமே வடிவாகிய யலூர் வல்லல் பெருமானுடைய தனி பெருங்கருணையினாலேயே இந்த இனி இந்த வீடியோவின் தலைப்புக்கு செல்வோம் மிகவும் நன்றி ஜாதகபடி உலா லக்கணத்துக்கு நாளுக்கு ஐந்து கூடிய அரசியல் பொது ஜனர்பு கிரகம் தனி லக்கணத்தில் உச்சம் பெற்று மஞ்சமுகா புருஷயோகம் ஒன்றான சசயோகம் பெற்று மூன்று ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அரசியல் ஈடுபடும் வாய்ப்பும் அதில் தலைமை தாங்கும் தகுதியும் மக்களாட்சி மன்னர் அரசாணை யோகத்தை தன்வது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இனி வாஜ்பாய் ஜாதகத்தில் அடுத்த பழங்களை பார்ப்போம் வாஜ்பாய் ஜாதகப்படி அடுத்த பழங்களான குலாலங்கலத்துக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று புத யோகம் பெற்றுள்ளது குரு மூணாம் இடத்தில் உள்ளதால் கற்பனை மிகுந்த கவிஞரானார் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சந்திரன் உள்ளதால் சிறந்த பேச்சாற்றல் பெற்றார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இனி வாஜ்பாய் ஜாதகத்தில் அடுத்த பழங்களை சற்று பார்ப்போம் வாஜ்பாய் ஜாதகருடைய அடுத்த பலன்களான உலாலக்கணத்துக்கு ஆயுள்காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் நாள் ஐந்து கூடிய யோகாதிபதி சனி உச்சம் பெற்று லக்னாதிபதியும் ஆயுள் சனாதிபதியும் சுக்கரன் பலம் பெற்று நல்ல நுழையில் உள்ளார் எனவே ஆயுள் தீர்வு தீர்க்கமாக அமைந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது வாஜ்பாய் ஜாதகத்தில் உள்ள மூன்று சிறப்பான பழங்கள் அவர் மக்களாட்சி மன்னர் என்ற தகுதியை பெற்ற அரசாணி யோகத்தை பெற்ற வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான இடத்தை அடைந்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இனி இந்த வீடியோவின் தலைப்பை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு மாதஜோதிடம் ஆசிரியர் மாத ஜோதிடம் பயிற்சியாளர் ஏ சுதர்சனன் மிகவும் நன்றி